இத கேட்டோனே உங்களுக்கு என்னப்பா பிளட் டொனேஷன் செய்யறதா ரத்த தானம் தான் சிறந்ததுன்றாங்க சொல்றேன்ற மாதிரி தோணலாம் உங்களுக்கு ஒரு யோக சாதகன் என்பவன் தனது அவர்களுடைய வெளியேறும் போது ஒளியின் ரூபமாக சுற்றிக்கொண்டே இருப்பான் வரலாம் விருப்பப்பட்டால் வேறு உடல் வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஒரு உடலை எரிக்கூடாது என்று சொல்வதற்கு அவ்வளவு காரணங்கள் என்பது